வணக்கம் எக்ஸ்பைரி டே இன்னைக்கு வீக்லி ஆப்ஷன் சார்ட் எக்ஸ்பைரி ஆகுது டெய்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும் அது பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் நம்ம டெய்லி பார்ப்போம் இன்றைக்கி மார்ச் 16 ஒரு டென் டுவெண்ட்டிக்கப்புறம் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நல்ல ஸ்பீடாக இருந்ததுனால கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் தேர்ட்டி நைன் வந்த கால் ஒரு 20 செகண்டில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன்னை பிரேக் அவுட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு மார்க்கெட் AGAIN FALL, ஆச்சு என்ட்ரி பாயிண்ட் கீழே ட்ரேடிங் போச்சு அடுத்து ரெக்கவரியில் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்காக செகண்ட் டாரட் ரேஞ்சை BREAK OUT பண்ணது டெய்லி நமக்கு இந்த மாதிரி கால் ஜென்ரேட் ஆன உடனே ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது ரெகுலராக நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுந்தா இன்னைக்கு ஏதோ ரேராக நமக்கு ஜென்ரேட் ஆனோடன டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ப்ரீயஸ் டே விட டவுன் சைடில் ஓப்பன் ஆச்சு இந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேற்றே ஜென்ரேட் ஆனதுனால நமக்கு செல் கால்னுடைய மொமெண்ட்டம் இன்றைக்கி ஃபாலோ கால் ஜென்ரேட் ஆனது பாருங்கள் தேர்ட்டி இந்த செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே அரை மணிநேரம் மேலே என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு மேலெலாம் ட்ரேடிங் போச்சு மார்க்கெட் இறங்கவே இல்லை அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு டவுன் சைடு வரையில் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ரேஞ்ச் ப்ரேக் அவுட் அடுத்த அகைன்ஸ் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி செகண்ட் டார்கெட் ஆக்சுவலி செல் கால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு டவுன்சைட் மொமெண்டம் செல்லிங் மொமெண்டம்லேயே இருந்ததினால செல்கால் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கும் மார்க்கெட் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கீழெலாம் போயிருக்கு பாருங்கள் ஆனால் ரெக்கவரி கொடுத்து மேலே வரையில் நமக்கு டக்குன்னு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு காலை கொடுத்துருது அப்படி கிடச்ச கால்தான் நமக்கு நல்ல ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃப்யூச்சர் சார்ட் பார்த்தோம் இப்போ ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் இது வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா இது வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டிக்க அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது பாருங்கள் அந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ஃபை டென் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து கொடுத்துருக்கு அதுக்கடுத்து இப்போ செகண்ட் டார்கெட் ஆக்சுவலி நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுல இப்போ பார்த்திங்கன்னா வரைக்கும் போயிருக்கு நீங்கள் டைரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இல்லைனா ஃப்யூச்சர் பார்த்துட்டு எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை எடுத்துட்டு டார்கெட் அச்சீவ் அச்சீவ் ஆகும்போது எக்ஸிட்டும் ஆயிக்கலாம் இப்போ நிஃப்டிலையும் 1 மினிட் சார்ட் ஷோ பண்ணுறோம் ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு டென் டுவெண்ட்டிக்கு இந்த கால் பாருங்கள் நமக்கு கால் ஃபர்ஸ்ட் டாரெட்டை பிரேக் பண்ணவே ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மூவ் பண்ணி செகண்ட் டாரெட் போயிருக்கு டென் டுவெண்ட்டிக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது டென் தேர்ட்டி ஃபைக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டாரெட் அடுத்த ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு செகண்ட் டாரட் செவன்டீன் தௌசண்ட்க்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ டேரெக்டாக இதை பார்த்துட்டு இதில் வர கால்ஸ் வச்சு நீங்கள் நல்லாவே ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் இப்போ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்னால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை எடுத்தும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு டக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்கே எண்ட்ரி எடுக்கலாம் இல்லை எங்கே எக்ஸிட் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணுன்னு கூட சொல்லலாம் டக்குன்னு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கலாம் இங்கே டார்கெட் இருக்குது இங்கே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை வச்சு உங்களுடைய இன்ட்ரடையும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டோட சப்ஸ்க்ரிப்ஷன் பிளான் டீட்டெயில்க்கு வாட்ஸாப்பில் ஹேன் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ